வணக்கம் இன்றைக்கி நான் இந்த வீடியோ கிளிப்பில் உங்களுக்கு இன்றைக்கி நான் என்ன செய்தேன் நான் என்ன சாப்பாடு செய்தனான்ட்டு தான் ஃபுல்லாக காட்ட போகிறேன் தொடர்ந்து பாருங்க இன்றைக்கி நான் மிரக்கறி தான் செய்ய போகிறேன் ஒவ்வொரு நாளுமே மெ மஜ் சாப்பிட்றது நல்லதில்லை ஒரு நாளும் நாங்கள் மிரக்கறி சாப்பிட்றது நல்லது அப்போ இன்றைக்கி நான் பைத்தங்காய் கறியும் கத்தரிக்காய் குழம்பும் பருப்பும் அப்பளம் மிளகா தான் செய்ய போகிறேன் அதுக்கு முன்னாடி நான் பைத்தங்காய் களி போட்டு நல்ல பிராட்டா காரியை வந்து வைக்கிறேன் எப்படி இந்த பைத்தங்காய் காரி பிராட்டா வைக்கிறன்ற யாழ்ப்பாணத்தின் முறையில் தான் செய்கிறேன் நான் இன்னும் வீடியோ கிளிப் ஒன்று போடுவேன் அதை நீங்கள் பாருங்க எப்படி வைக்கிறேன்னு தெரிஞ்சா தெரிய வேணுமன்ற இதில் பார்த்தீங்கன்னா பருப்பு பைத்தங்காய் வச்சாச்சு பருப்பு அது இது போதும் நான் ரைஸ் குக்கரெலாம் போடுறதில்லை இதில் தான் போடுறேன் சட்டிலாம் வச்சு வடிக்கிறேன் நான் அதுவும் அவிஞ்சு ஒன்று இருக்கு நீங்கள் ரைஸ் குக்கரில் வடிக்கும்போது ஒற்றுரசன்மை இருக்குமே அதனால் நான் இதில் வடிக்கிறேன் நான் மற்றதுல பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கறி கத்திரிக்காய் குழாங்கு இது நல்லாவே கத்திரிக்காய் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி போட்டு எல்லாம் கொஞ்சம் ஒரு பொரியல் பிறகு உப்பு தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தூளையும் எல்லாத்தையும் போட்டு நாங்கள் எல்லாம் வதக்கி போட்டு புளி உப்புத்தன்மைக்கு நாங்கள் கொஞ்சம் புளியும் விடுறோன்னா அதோட தக்காளி பழமும் வந்து வளர்த்து நாங்கள் போடலாம் நல்லாயிருக்கும் குழாம்பு தானே அதையும் எல்லாம் வதக்கி போட்டு இப்போ நாங்கள் முதல் பால் எல்லாம் புளிகை முதல் விட்டுட்டு அதில் அவியாக விட்டால் பிறகு முதால் பால் நாங்கள் விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ பருப்பை பார்த்தீங்கன்னா நல்லா அவிஞ்சிட்டு இப்போ நான் அவிஞ்ச பிறகு பால் விட்டுட்டு இப்போ அதை பால் விட்ட அறகு நெய் விடணும் ரெண்டு கரண்டு நெய் விட்டால் நல்லா இருக்கும் முடிஞ்ச பிறகு விராட்சன் நான் வெங்காயம் தாளிச்சிட்டு போடுவேன் மிளகாய் போடலைனா இதுக்கு நாங்கள் உள்ளியும் போட உள்ளியும் போட்டேன் நம்ம முதலே உள்ளி சீரத்தூள் பருப்பு கட்டாயம் போடணும் அப்போ தான் நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா சோறு முடிஞ்சது இப்போ சோறை எடுத்து வடிகட்டுறேன் கத்தரிக்காய் குழம்பும் பார்த்தீங்கன்னா ஒரு முடிகிற கட்டத்துக்கு வந்துச்சு உங்களுக்கு நல்லா தண்ணி ஆகணுமானா கொஞ்சம் பாலும் தண்ணியும் விடலாம் நாங்கள் அதை கறியாக வேணுமான்னா கொஞ்சம் பற்ற விடலாம் அதுக்கேற்ற மாதிரி எடுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பளம் மிளகாய் வடகாய் இந்த மூண்டையும் நான் பொறிச்சு எடுக்கிறேன் மிரக்கரைக்கு அப்பளம் மிளகாய் இருந்தால் தான் நல்லா இருக்கும் மிளகாய் பார்த்தீங்கன்னா மோர் மிளகாய் டக்கண்டு போட்டுட்டு டக்கண்டு நிறம் மாறினோன்னு எடுக்கணும் அல்லாது கரிகீரும் வடகம் கொஞ்சம் மேலம் எடுக்கும் பொருக்கு முதல் மிளகாய் எடுத்துகிட்டு பிறகு வடகத்தை பொறிஞ்சா பிறகு எடுக்கலாம் மூன்றுமே பொறிச்சா பிறகு இந்த எண்ணெயிலேயே வெங்காயம் பெரிஞ்சீரகம் கடகு கருவேப்பிலை மூண்டையும் போட்டு பொரிச்சிட்டு நாங்கள் பருப்புக்கு போடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் பருப்புக்கு தாளித்துக்கு போட்டோம் செய்து செய்த பிறகு துதினியை கிளீன் பண்ணி போட்டு இப்போ மிச்சம் எண்ணெய் இருக்குது இப்போ அந்த எண்ணெயை இங்கே இப்போ சரியான விலை முதல் பத்து ரூபா விற்ற எண்ணெய் இப்போ இருபத்தஞ்சி ரூபா இருபத்தாறு ரூபா இன்னும் கூடி கொண்டு போகுது இப்போ நான் எடுத்து ஒரு கோத்தலுக்குள்ளே போட்டு வைக்கனா மிரக்கறி எண்ணி எண்ணாக நாங்கள் போட்டு வச்சு திருப்பி பாவிக்கலாம் மெச்சம் மண்டை நான் ஊற்றுறேன் நாங்கள் கீழே இப்போ அடுப்பை உடனே நாங்கள் எண்ணியலெல்லாம் பட்டுருக்கு பொறிஞ்சு அதில் உடனே நாங்கள் சோப்பு போட்டு வடிவ தேய்ச்சி கா எடுத்த துடைச்சா நல்லா இருக்கும் ஒவ்வொரு நாளும் இது மகளுக்கு தான் சாப்பாடு செய்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் எல்லா பிள்ளைகளுமே ரூபோதண்டு ஒரு பலவிதமான தானியங்களில் செய்த ஒரு பான் வகை தான் சாப்பிடுவினா அது வேலைக்கு பிடிக்காது ஆனால் இது கொஞ்சம் பரவாயில்ல இது ஒரு பொனப்போதண்டு இதுவும் நல்ல பான் தான் இப்போ இதில் வாக்கு செலாமி வச்சுட்டு மேலால் வெங்காயம் வதைய பொறிச்ச வெங்காயம் போட்டு மத்தியானத்தில் சாப்பாடு கொடுக்குறோம் என்ன வேறு அங்கே ஸ்கூல்க்கு போய்கிலையும் இதுதான் கட்டாயம் சாப்பிடணும் வேறு சாப்பாடு சாப்பிடக்கூடாது ஹிண்டக்காடின்ற அதெல்லாம் வேலுக்கு இதுதான் சின்னலேருந்து பழகிடுவேன் மத்தியானத்தில் இது சாப்பிடுவேன் பிறப்புங்க தாளிச்சு போட்டாச்சு இப்ப பாத்தீங்கன்னா உம் சாப்பிட்டு வந்துருக்க மீஸ் நான் ஏ மெனயட்ட 언어 ஃபர். 언어 ஃபர். I stop it to tell. பைது வர்முல கேது ஃபர்ஸ்ட் வர். இது வர். மென்மரன் பண்ணுமா? HP 1. 1. 1. இது வர். Then then first piece. இது வர். அம்மா ஏகே ஹியர் திஸ் இஸ் ஸ்பீச் ஏகே ஹியர். 3 3 ஹியர் ஏகே கே ஹியர். मैंने एल फॉर सापरा बोलिंग फर्स्ट. இகமாமா இகமா அம்மா اكو டெஸ்டர்னு சோடா சாபபா அப்பா டைபி முஸ்டாجي কত ஸ்பீஸ் ஸ்டார்டி பே மிரக்கறி இப்போ சின்னாக்களுக்கு இறங்காது தானே அப்போ இங்கே ஒரு சின்ன பிள்ளையோட ஆள் இருக்கிற அவருக்கு பருப்பும் முட்டையும் போட்டு ஸ்கூலால் வந்துட்டு சாப்பாடை தீத்தி விட்டால் கொஞ்சம் உறங்கும் அதில் இந்த அவருக்கு தீத்தி விடப்படுது பிறகு கொஞ்சம் நித்ரா கொண்டுட்டு பின்னர் அஞ்சு மணிக்கு தே தனி போட்டுப்படுறேன் தே தனியும் போட்டு பார்த்தீங்கன்னா நேற்று நான் சாக்லேட் கேக் அடிச்சேனா அப்போ அந்த சாக்லேட் கேக்கும் இருந்தால் அப்போ சாக்லேட் கேக்கும் தே தனியும் பின்னேறம் சாப்பிட்றேன் சாக்லேட் கேக் என்னண்டு செய்கிறத கூட என்ன சேனலில் இருக்குது உங்கள் செய்ய வேணுமான்னா பார்க்கலாம் இரவுக்கு பார்த்தீங்கன்னா மத்தியானம் மிரக்கறி என்ன படியா இரவு மிரக்கறி சாப்பிட்றாயினம் இப்போ இரவுக்கு நாங்கள் பிக்ஸா எடுத்தினாங்க விதமான பிக்ஸா இது நேஸ்ட்டாக இருக்கும் பப்புரோன் பிக்ஸா மற்ற இது இது கெபாப் போட்டது இப்போ சின்னாக பார்த்தீங்கன்னா பப்புரோன் பிட்சா சாப்பிட்டு வந்துட்டு இங்கேண்ணா எல்லோரும் இப்போ சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு அவை நாளை ஸ்கூல் தானே எல்லாரும் படுக்க போட்டினேன் ஒம்பது ஏற பார்த்தீங்கன்னா இல்லை வெளிச்சமாக இருக்குது வழியால் எந்த என்னால் இப்படித்தான் போச்சது இந்த வீடியோ குளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோ குளிப்பும் சந்திப்பான் பாய்